பரவசம் பஜாஜுடன் தடங்கட்டும் ரூபாய் மூவாயிரம் வரை விலையில் தள்ளுபடி ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வரை வட்டியில் சேமிப்பு மெகா சேமிப்பு மொத்தம் ரூபாய் பதினைந்தாயிரம் இச்சலுகை நவம்பர் இருபது வரை மட்டுமே ஆரம்பை எழுபத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் முதல் உடனடி டெலிவரி தவணை திட்டம் எக்ஸேஞ்ச் வாகனங்களுக்கு கூடுதல் மதிப்பு 763977747 9842761444